இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டுப் பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் மொழிக்கு ஏற்ப போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறான் கார்கி அவனுடைய கூற்றுக்கு ஏற்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்க தமிழ் தேசிய நமக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று இந்த புரட்சி மொழியை முன்வைத்த எங்களுடைய அன்பு தலைவர் மேதகவே பிரபாகர் அவருடைய மொழிக்கேற்ப வழியில் நின்று தொடர்ச்சியாக என் மக்களின் உரிமைக்காக போராடி வருவார் போராடுகிற குணம் என் மக்களுக்கு வந்துவிட்டது என்று மகிழ்ச்சி அடைவதா பள்ளிக்கூடத்தில் சென்று படிக்க வேண்டிய பச்சிலம் பிள்ளைகள் எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பட்டியல் சமூகத்தில் எங்களை சேர்த்து குடி சான்றிதழ் கொடுங்கள் என்று பசியனும் பெருநெருப்பை வயிற்றில் கொட்டி கண்முன்னே அமர்ந்து வாடிய முகங்களோடும் வதங்கிய கண்களோடும் போராடி கொண்டிருக்கிற துயரத்தை பார்க்கிற போது ஒரு அளவு கடந்த கோபமும் சினமும் நமக்கு விரும்பிறது மிக மிக அடிப்படையான உரிமை எத்தனை ஆண்டுகளாக இம் இன மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது பெரும் கொடும் துயரம் அறிவு சிறந்த பெருமக்கள் கற்றறிந்த சான்றோர்கள் நாங்கள் பெரிதும் அறிக்கிற ஊடக உறவுகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்த்து இதை பெரும் விவாதப் பொருளாக மாற்ற இந்த போராட்டத்தை இந்த பச்சிளம் குழந்தைகளின் தோளில் சுமத்தியது எவ்வளவு காலமாக நீங்கள் சமூக நீதி பேசினீர்கள் ஆதி தமிழ் குடிக்கு ஒரு சமூக அநீதியை இழைத்துவிட்டு ஒரு சான்றிதழ் தர உங்களுக்கு என்ன குறவன் நான் யார் குறவர்கள் நாங்கள் யார் நாங்கள் எல்லாம் குறப்பய மக்கள் குரவர்கொடியில் பிறந்தவர்கள் என்பதை பெருமையோடு பல இடங்களில் நான் இதை வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் நான் கூட்டத்தில் என்பது எனக்கு மகிழ்ச்சி ஒரு சிறுமையும் பெருமை ஆதி தமிழ்குடி குறவர் குடிதான் நியாயமாக பார்த்தால் நான் தான் பழங்குடி செடியூல் டிரைப்ஸ் வெள்ளைக்காரன் ஒவ்வொரு நிலப்பரப்பாக பிடித்து கொண்டு வரும்போது என் உடன் பிறந்தார்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே என் தம்பி தங்கைகளே சாதி மதங்களாக பிளந்து பிளந்து பிரித்து பிரித்து எல்லாரையும் அடித்துக் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான் இந்த நிலப்பரப்புக்குள் நுழையும் போது அவனுக்கு நெருக்கடி இருக்கிறது அப்போது இவன் மூர்க்கமாக போர்க்குணத்தோடு நம்மளை எதிர்த்து போர் செய்வான் என்கிற பட்டியலை எடுக்கிற போது அதுல கல்லர் குறவர் இந்த பெயர் இருக்குது அதனால் குற்ற பரம்பரை சட்டத்தை போடுற கைரேகை சட்டத்தை வெள்ளக்காரங்களை பட்டியல் அடைச்சா நீச்சி போலீஸ் அடைக்கிறான் இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காமல் நாங்கள் போய்விடுவோம் என்று மட்டும் நீங்க எவ்வளவு பெரிய சொட்டடா இருந்தாலும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் உறுதியா வைப்போம் இங்க நியாயமா நம்ம வந்து பழங்குடி மக்கள் இதை மறைந்த அதுல ஐந்து சமூகம் தான் தமிழ் சமூகம் நம்ம சாதி இருக்கு அறுபத்தி மூணு அண்ணன் கூட பேசினாங்க அண்ணன் துறை அவர்கள் கூட பேசுனாங்க பங்கேற்ற படிக்கும்போது அஞ்சு பேரும் ஏன் இருக்கான் திட்டமிட்டு செய்யப்பட்டது ஆதி தமிழ் குடிகள் கல்வியறிவு பெற்ற கூடாது படிச்சு உயர் பதவிக்கு வந்துடக்கூடாது அவன் மேம்பட்டு விடக்கூடாது என் அன்பிற்குரிய சொந்தங்களின் அன்பை உடன் பிறந்தார்களே தாண்டு கிடப்பவனை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்கிறார் புரட்சியாளர் ஐயா வைகுந்தர் அவர்கள் உலகத்தில் எவன் உயர்ந்த மனிதன் கை கொடுத்து மனிதன் இன்னைக்கு எங்கள் சமூகம் எங்கள் ஆதி தமிழ் குடி தாழ்ந்து கிடக்கிறது தடுமாறி குடி சான்றிதழ் வாங்க முடியல இதை கொடுப்பதற்கு ஆட்சியாளர்களுக்கு மனம் பண்ணி சாப்பிடுவிய விட்டா கூட சாப்பிடுவாப்பாரர்களுக்கெல்லாம் நீங்க ஓடி ஓடி போய் சாண்டுதல் கொடுக்கறீங்க வீட்டுல போய் சாப்பிடுறீங்க நரிக்காரர் வீட்டுல சாப்பிட்டீங்க ஆனா அவன் சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா அவன் பூனைக்கறி சாப்பிடுவான் சாப்பிடுவா சேட்ட பந்தை மன சான்றிதழ் ஆதி குடிகளை தெருவில் போடுறது கேட்க ஆள் இல்லை இதுவரை குரலற்றவர்களாக இருந்தோம் உலகம் முழுமைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கு மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறார் சீன புரட்சியாளர் மாசை துங் நம் மக்களுக்கென்று நம் இனத்திற்கென்று மாபெரும் அரசியல் புரட்சி படை ஒன்று உருவாகிவிட்டது இனி அப்படிலாம் எங்களை எளிதா கடத்தி விட்டு போக முடியாது இவங்க என்ன பண்ணி போடுவாங்க இவங்க சிறிய கூட்டம் அப்படி இல்ல போராடுகிற குரவர் மக்களின் பிரச்சனை இல்ல இது ஒட்டுமொத்த தமிழ் தேசியன மக்களின் அடிப்படை உரிமை இது என் பிரச்சனை நான் பிறந்த பெருமை தமிழர் என்கிற இனத்தின் பிரச்சனை குறவர் அழைக்கப்பட்டோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற ஐந்தினை gala பாலைத் திணை, இயர்க்கை திணை, எல்ல சேர்க்கை திணை. முள்ளையும் குறஞ்சியும் முறைமையில் திரியின். நிலம் நடுக்குற்று நλλியல் விளைந்து பாலைenum படிமம் கொள்ளும். சிலபதிகாரம் பாடுது. அப்ப முதன் திணை குறஞ்சி திணை. பொய்யகல நாளும் பugal உரக்க envyepam. வயயம் போர்த்து வயங்கு ஒலி நீர் கயகல. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு மண் தோன்றே முத்த குடிங்கறான். என்ன அந்த பழመረம்மே பேசிக்கிட்டிருக்காங்க. கல் தோன்றிச் மண் தோன்றல. ஆனா மனுஷன் தோண்டிட்டான்ங்கறானே. இப்படி பேசுவாங்க. கல் தோன்றிருச்சு மலை தோன்றிருச்சு அந்த இடத்திலே தோன்றிட்டான் மனிதன் அவன் தமிழ ஆதி தமிழ் குடி அதுக்கு கீழே முல்லை திணை அப்புறம் மருந்த திணைதான் நிலம் அது மண் மூன்றாவது திணை மூன்றாவது நிலம் மண் தோன்றல கல் தோன்றிருச்சு அதை தான் அது பாடுது அவளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான் அந்த குடிகளின் தலைவன் தான் எங்களுடைய தமிழ் இறைவன் முருகன் நாங்கள் குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள் குன்றவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் தொடர்ச்சியா அப்படியே அழைச்சிக்கிட்டு வரும்போது குறைந்து குரவர்கள் என்று அழைக்கப்படும் பெருமிதத்தோடும் ஆதி தாய்க்குடி தமிழ் குடி குறவர் குடி என்று பெருமையோடு சொல்றோம் நீ ஆதி தமிழ் குடியை மதிப்பதற்கு பதிலாக தொடர்ச்சியா மிதிச்சுக்கிட்டு இருக்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஆறு நாளா இந்த பிள்ளைங்க பட்டினி பசியமா இங்கேயும் படுத்து கிடக்குது பனி இல்லை வெயில்ல அது ஏற்று பார்க்க ஒருத்தருக்கு இல்லை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கிட்ட ஒன்னு கேட்கிறேன் நீங்க ஈரோடு கிழக்கில் வாக்கேற்கும் போது அவர் பதிவு பண்றாரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார் அவர் குழந்தை ஒரு மாதிரி சோர்வாக இருந்ததும் என்னென்னா காலையில் சாப்பிடலை நினச்சோம் ஒரு சாப்பிடாம வந்திருக்கா அப்படின்னோட அவர் மனசு பதறி அதுல காலை உணவு போட்டாரோ அப்படியே கொஞ்சம் இங்க வாங்க எங்க பிள்ளைய பள்ளிக்கூடம் படிக்காமங்க வந்து சாதி சான்றிதழ் கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த கருணை அந்த இலக்கத்தை ஒருவர் இங்க காட்டுங்க உடனே மதி உடனே காலை உணவு ஓட்டிடுங்க சரி அப்படியே குடிச்சு குடிச்சு செத்து போறான்ல அவன் சாவுக்குறது போங்க அங்க எத்தனை தாய்மார்கள் கண்ணீரோடும் கதறலோடு இருக்கிறாங்கன்னு அதை பார்த்துட்டு கடையை மூடுங்க அதே கருணை அங்கேயும் காட்டுங்க என்னது போய் கேட்டானு சொல்றான் தன்மை உனக்கு என்ன எழுத்து எழுத்து மேல என்ன பிரச்சனை உனக்குடா பிரச்சனை கொடுமை கால கொடுமை உன் மேல குற்ற வழக்கு இருக்கா இருக்குன்னு இருக்கே அவர் கொலை வழக்கு இருக்குது வேற கொலை பண்ண உங்களை தாயே கொல்ல போறேன் நானும் இருப்பேன் இதுதான் பதிலா சொல்லிருப்பேன் எனக்கு சாதி சான்றிதழ் குற்றந்த இருக்குது படிக்கிறதுக்கு மேம்பட்டு பெருமையோடு வாழ நம்ம துடிக்குது என் பிள்ளைகள் வேற ஒன்னும் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க இதெல்லாம் ஒரு சாதாரண சிக்கல் ஒரு பிரச்சனை ஒரு நொடியில் தீர்த்து விட்டு போயிருக்கலாம் நீங்குடிய நான் சொல்ல விரும்புவேன் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வழி கிடையாது நிரந்தர பணியாளர் ஆக்கு அதுக்கு போய் போராடணும் துப்புரவு பணியாளர்கள் ஒப்பந்தம் கொடுத்தீங்க அதுக்கு போராட்டம் நாடங்களும் போராட்டம் ஆனா இந்த திராவிட மாடல் பீத்தி கொள்கிறது வெற்றிக்கு நீ தொகுதியை மொத்த வியாபாரத்தை நீயே பாக்கிறீப்பாங்க அதிகாரிகள் வந்தோ மக்களின் பிரச்சனைகள் கேட்டு உடனடியாக தீர்வு காண ஒரு பிரச்சனை போடுவது நீதிபதி ஒரு குழு முப்பத்தி குழுக்கள் அருமை குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு உறவுகளுக்கு இது தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை இவர்கள் தீர்த்தால் நன்றி இல்ல நம்மதான் நாங்கள் இந்த போராட்டத்தை விரும்பி செய்யல இந்த போராட்டத்தை எங்களுக்கு பிரச்சனையோ முத்துப்பாண்டி பிரச்சனையோ பணவேங்க தம்பி இரணியன் பிரச்சனையோ எங்க அண்ணன் கேப்டன் துறை அவர்கள் பிரச்சனையே கிடையாது என் பிரச்சனையும் கிடையாது இது எங்கள் இனத்தின் பிரச்சனை உலகமெங்கும் வாழுகிற தமிழ் பிரச்சனை இப்பதான் நிறைய பேருக்கு தெரியுது ஆதி குடியா முதல்ல வரலாறு வாங்கி படி அப்புறம் இதெல்லாம் உனக்கு புரியும் அதுல கவனம் இல்லை ஏன்னா நம்ம எளிய மக்களா இருக்கிறோம் நம்ம குரல் வலை நெறிக்கப்படுகிறது ஒரு சிறிய கூட்டம் என்று நம்மளை புறந்தல்கிறார்கள் அதனால் நம்ம உய்மை மறுக்கப்படுகிறது நிறைய அன்பு சொந்தங்கள் அருமை மக்கள் நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது மாதிரி முடிமறை போராடு என்பதல்ல நினைத்தது முடிமறை போராடு என்பதுதான் இப்ப நாம நினைக்கிற எங்களுக்கு குடிச்சாட்டுதல் வேணும்னு போராடணும் இது உங்க போராட்டம் இல்லை இது உங்களுக்கு முன்னால் நிக்க ஒருத்தன் இதுவரை இல்ல இன்னைக்கு உங்க உடன் நான் இருக்கேன் எனக்கு பின்னாடிதான் உங்களை ஒருத்தன் தொட முடியும் மன்னிட முடியுது அவ்வளவு இந்த பிரச்சனையை போயிட்டு அதோட யாராவது ஒருத்தர் ஒளிவாங்க சமூக நீதினாடு முதல்ல குடி குடிச்சாண்டுதல் கொடுத்துட்டு அப்புறம் பேசு இத பத்தி சமூக நீதிய தற்சோர்வடையாமல் தைரியமாக களத்திலே நில்லுங்கள் நீங்கள் நிற்கிற இடத்தில் விழுகிற நிழலாக உங்கள் உடன் பிறந்தவன் நான் நிற்பேன் கவலை உள்ளாதீர்கள் இது சாதிக்க முடியாத ஒன்று இல்லை ஒரு நாள் புரட்சி என்பதை நண்பிற்குரிய தம்பி தங்கைகளே யாருமே உடன் புரட்சி என்பது ஒரு தலைகில் மாற்றம் புரட்சி ஒன்றால் தான் எல்லாவற்றையும் புரட்சி போட முடியும் இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் போராடுவார்கள் வீதியில் இந்த மக்கள் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவார்கள் அப்படி வரலாற்றின் கால சக்கரங்கள் இப்படிதான் சுழன்று இருக்கிறது உறவுகளே நீங்க உடன் பிறந்தவர்களை கலந்து வச்சுக்கிறீங்க இந்த அதிகாரம் அவர்களுக்கு மட்டும் நிரந்தரமாக கையளிக்கப்பட்ட ஒன்றும் அல்ல இன்னைக்கு கையெழுந்தி கேட்கிற என் மக்களிடத்தில் அதிகாரம் வராமலும் போகாது அதை வரவிடாமலும் நாங்க போக போறது இல்ல ஒரே கையெழுத்து குறவர் என்று நரிக்காரர்களை குவிக்காரர்களை அக்கி பிக்கி வக்கலை என்கிற அந்த வட இந்தி வட இந்தியாவிலிருந்து மராட்டி மன்னர்கள் வரும்போது இங்கு வந்து பாசிமணி ஊசி வைக்கிறவர்களை குறவர் என்று அழைக்க கூடாது சத்தம் போடுவேன் அடையாளம் எனக்கு தான் ஆதி தமிழ் குடியான எனக்கு தான் அவனுக்கு போக இடம் எல்லாருக்கும் தம்பி முத்துப்பாண்டியோட சொல்லிட்டேன் தொடர்ச்சியா வலியுறுத்த நீ குடிகளின் கணக்கை எடு சாதி படி நீ நான் கேட்கும் போது எழுதிரு சான்றிச்சனையை காலத்தில் ஒருத்தர் கூட இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களே வந்து வீதியில் என்ன போராடி பெறணும் நிலைமைக்கு தள்ளிட்டு எவ்வளவு கொடுமையான ஒரு துயரம் நிகழ்ந்துருச்சு பாருங்க அந்த தங்கச்சி பேசுது அந்த வலையொடியில் பார்த்தேன் சான்றிதழ் பரிச்சை எழுத விடுவேன்னா நான் எப்படி எழுதுறதுன்னு தெந்த மாதிரி மனநிலை அது அதிகாரம் என்பது அறக்க குணமும் இறக்கமற்ற மனமும் பண்றது அதுக்கு கண்ணு இருக்கு கண்ணீரே கிடையாது நம்ம எவ்வளவு நம்ம கதறி அழுவோம் தான் உண்டு அதிகாரம் அதுதான் நீல கால்கள் போராடுகிற நம்மளை நீல காலை வச்சு மிதிச்சு நசுக்கும் அதை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அதிகாரம் இந்த அதிகாரத்தை தகர்த்து முழுக்க முழுக்க மக்களுக்கான அதிகாரத்தை இந்த நாட்டில் நாம் கட்டமைக்கணும் புரட்சியாளர் மக்களின் விருப்பத்திற்கேற்ப அரசாளுகிற ஒரு அரசை அமைத்து விட்டால் அதை ஒன்று உலகத்தில் உண்டாங்கிற அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் நம்ம இந்த நாட்டிலே நிறுவ வேண்டிய உருவாக்க வேண்டிய அவசியங்கள் ரெண்டு முறை அறிக்கை கொடுத்த அப்ப உங்க கவனத்தில் எடுக்கல வழி இல்லாமல் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறேன் மேன்மை மிக்க மாவட்ட ஆட்சியர் ஐயா பாஸ்கர பாண்டியன் அவர்கள் இதில் கவனத்தில் எடுத்து அன்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை உங்கள் முன்னாடி வைக்கிறோம் நீங்களே பாருங்க எங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போய் உட்கார்ந்து பாருங்க கையில் என்ன கட்டுன்னு கேட்டேன் அங்க தங்கச்சிட்ட அங்க சாப்பிடலாம் தூக்கத்தில் விழுந்துட்டேன் அப்ப போய் அவங்க குழுக்கோ சேர்த்திருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து மக்களை இப்படி வீதியில் நிறுத்தி வச்சிருப்பது வந்து நல்லது இல்லை உடனடியாக தலையிட்டு துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்து என் மக்கள் ஒன்றும் கேட்கல குடி சான்றிதழ் தான் கேட்கிறாங்க நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்த புற எழுதிவீங்க நாங்கள் வந்து போற நீங்களே வச்சுக்கீங்க எங்களுக்கு வேண்டாம் வருவீர்கள் அடுத்த ஆண்டு தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தல் ஒரு நாள் நீங்க வருவீங்க எங்க மலைநாடு மக்கள் நிறுவனர் ராமசாமி அவர்கள என்கிட்ட கேட்டாங்க நம்ம கட்சியில பல படை பிரிவுகள் இருக்குடி மக்களின் பாசறை என்று ஒன்று நாம் உருவாக்கி இந்த பழங்குடி மக்களினுடைய உரிமைகள் அவர்களுக்கான கல்வி அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வு இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு போராடி பெறுவதற்கு ஒரு வலிமையான படையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அதை உறுதியாக நான் உருவாக்கி என்னாச்சுப்பா தங்கச்சியா குழந்தையா தூக்கு தூக்குப்பா குடிக்க தண்ணி ஏதாவது பழச்சார குடுப்பா குடுப்பா முதல்ல தண்ணி கொடுப்பா அவளுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கண் கொண்டு பாருங்கள் அது கரணை கண்டு கொண்டு பாருங்கள் உங்க ஆட்சியின் மாடலில் பச்சிளம் குழந்தைகள் மயங்கி விழுதுறதை பாருங்கள் இது ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு வந்து போராட்டத்தில் பங்கேற்ற போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்லை நீங்க இங்கே போராடுவீங்க நாம் வெவ்வேறு இடத்துல ஒவ்வொரு நாளும் போராடுவோம் எல்லா இடத்திலும் இதே இந்த போராட்டத்தின் தேவையை அவசியத்தை என் ஆதி குடிகளுக்கு குடி குடிமை குடிச்சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி எல்லா இடத்திலையும் பேசி அரசின் கவனத்தை பெற்று உறுதியாக நாம் குடிச்சான்றிதழை பெறுவோம் அதில் நீங்க கவலைப்படுத்தவில்லை இப்ப எத்தனை ஊடகவியலாளர்கள் பதிவு செய்யறாங்கல்ல அது போகும் நாளைக்கு ஊடகவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கும் போது என்னை கேப்பாங்க வலியுறுத்து தைரியமா இருந்து போராடுங்க பிள்ளைகள் நீங்க பட்டினி கிடக்கணும் பழச்சாராவது குடிச்சுக்கிட்டு மயங்கி மயங்கி விழுவதை பார்க்கும் போது மனதை பதறது அந்த நிலையை மாற்றுங்க தொடர்ந்து இருந்து போராடுங்க பசியோடு போராடாதீங்க மக்களின் பசிக்கு துன்பத்திற்கு கவலைக்கு கண்ணீருக்கு உயிருக்கு மதிப்பளிக்காத அதிகாரங்கள் இங்கே நிறுவப்பட்டு விட்டுச்சு அதனால எத்தனை பேர் தீக்குளிச்சோம் எத்தனை பேர் நீட்டு தேர்வுக்கு எதிராக இறந்து போனோம் என்ன நடந்தது என்ன மதிப்பளித்தார்கள் இந்த அதிகாரங்கள் மானோட உயிருக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்காது ஒரு நாய் சத்து கூட நாலு பேர் ஐயோ அப்படின்னு கேப்பான் வச்சிருக்கான்ஸ் ஓடி வருவான் ஒரு மான நீங்க காட்டுக்குள்ள சுட்டு போட முடியாது ஒரு மயிலை சுட்டு போட முடியாது இருபது தமிழர்களை ஆந்திர காட்டுக்குள் சுட்டு போட்டு போயிட்டே கேட்க நாதிக தொடர்ந்து போரா இணைந்து நம் கோரிக்கைகள் நிறைவேறுவரை என் அன்பிற்கு உறவுகள் அருமை உடன் பிறந்தார்கள் உறுதியாக களத்தில் என்றுமே உங்கள் கூட உங்கள் உடன் பிறந்தவன் நிப்பேன் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் போராட்டம் உறுதியாக ஒரு வெல்லும் நாங்கள் எல்லோரும் உங்கள் அருகிலே இருக்கிறோம் என்கிற கிமரோடு நின்று கலத்திலே போராடுங்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றி நாம் தமிழர்